ஒவ்வொரு ஆண்டும் தமிழுக்கு முதன்மை என்கிற ஒரு முழக்கத்தோடு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சங்ககால புலவர்கள் நினைவிடங்கள் அமைந்திருக்கிற இடத்தில் ஒன்று கூடி தமிழ் ஆர்வலர்கள் அறிஞர்கள் அமைப்புக்களோடு மாவட்ட ஆட்சித்தலைவரவர்கள் அங்கிருக்கிற சங்ககால நினைவிடங்களில் மாலை மரியாதை செய்து தமிழுக்கு முதன்மை என்ற முழக்கமிடுவது தொன்று தொட்டு நடந்து வருகிற ஒன்றாகும் அந்த வகையில் கரூர் மாவட்டத்தில் வருகிற இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமையன்று பகல் பதினோரு மணியளவில் வட்டாட்சியர் முன் அமைந்திருக்கிற சங்ககால புலவர்கள் நினைவு தூணிற்கு கரூர் மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து தமிழ் அமைப்புகளும் ஆர்வலர்களும் தமிழ் வளர்ச்சித்துறை அதிகாரி முன்னிலையில் மலர் வணக்கம் செலுத்தி தமிழுக்கு முதன்மை உறுதிமொழி எடுக்க இருக்கிறோம் எனவே கரூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து தமிழ் இலக்கிய அமைப்புகள் ஆர்வலர்கள் வருகிற இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி காலை பத்து நாற்பத்தி மணி அளவில் வட்டாட்சியர் அலுவலகம் முன் அமைந்திருக்கிற சங்ககால புலவர்கள் நினைவுத்தூண் அருகே வந்து கூடுமாறு கரூர் திருக்குறள் பேரவை அழைப்பு விடுகிறது